தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து இருந்தா சண்டை செய்ய முடியலை அப்போ அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக அதனால அவர் வரணும் வரணும் அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு விதம் இப்போ வரும்போது இப்ப நாங்கள் தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம் இயக்கமாக இருக்குது அவருக்கு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக இப்போ வரவே பாராட்டும் நான் யா நான் வந்து யாரையும் தம்பிதான் என்னையாது தனித்தரணும் எனக்கு ஒரு கனவு எங்களுடைய மொழி அடிப்படும் மீட்பு வாசல் செய்யணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நிலம் வளம் மலை காடு பாதுகாக்கப்பட சரியான கல்வி சரியான சமமான கல்வி தரமாக எல்லாருமே நீங்க இலவச அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் என்னென்ன உங்களுக்கு தெரியும்